இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா மாற்றும சகோதரர்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் மாமா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு இருப்பாங்க அப்படியா முஸ்லீம் சின்னையாவா இருக்கட்டும் அத்தாவா இருக்கட்டும் யார பார்த்தாலும் ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க அவங்க ரொம்ப கூடியவங்க தப்பு தண்டாக்கள் செய்யாத ஆட்கள் அல்லாம கொள் ஆட்கள் மத சகோதரர்களை விட இன்றைக்கு பெரும் பாவியாக செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப மோசமாக மாறி போய் இன்னைக்கு மாற்று மத சகோதரர்களை சொல்றாங்க என்னெங்க உங்க ஆள்கள் இப்படி இருக்காங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா நடக்கா இல்லையா நிறைய ஊர்கள நடக்கா இல்லையா கண்டிச்சு வாங்கிட்டு மாற்று மன சகோதரர்கள் நம்மை திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதிலிருந்து நாம் மாற வேண்டும் அந்த எண்ணத்தில் இருந்து அந்த செயல்பாடுகளில் இருந்து வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணுங்க மது வருது விட்டு டக்கு தெரிய கத்துவிட்டும் வட்டி வாக்கிய பழகிட்டேன் கடன் வாங்கிய பழகிட்டேன் மது அருப்பியே பழகிட்டேன் பழகிறீர்கள் வாழையடி வாழையாக கராத்தை செய்தவர்கள் வாழையடி வாழையாக பாவம் செய்தவர்கள் வாழையடி வாழையாக பிரச்சனையை மட்டுமே தன் வாழ்க்கையில் கொள்கையாக வைத்தவர்களை பெருமாள் ஒரு நொடியில் மாற்றினார்கள் அல்லா சூளுக்காக மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மனிதர்களாக வாட வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக உங்களால் மாற முடியும் சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை என்ன இறக்குறா இன்னமல்ல சம்பரு மது அருதுவது புகை பிடிப்பது வேற வேற சிங்கமான வார்த்தைகள் இந்த மாதிரி போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களும் செய்யக்கூடிய செயல்பாடு பார்ப்பதற்கு உனக்கு அழகாக தெரிகலாம் நீங்கள் இதை தகர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தகிந்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று வசனத்துக்கு சபை எழுதுவார்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு நடந்த சில விஷயங்கள் இறங்குவாங்க எழுதுவார்கள் இந்த முன்னாடி நிறைய மது ஹராபாக்கப்படாததுக்கு முன்னாடி எத்தனையோ இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள் தொழுமைக்கு வரும்போது மது அருக்கு முரதியான ஒரு வாழ்க்கை வரும்போது மது அருக்கு வந்து புற வசனங்கள் அடிச்சாங்க புலி ஆய்வு காப்பிசாவ தப்பு தப்பா தப்பு தப்பா மோதுறாங்க இந்த மாதிரி நிறைய மது ரொம்ப தலை தூக்கி நின்ற ஒரு காலத்துலதான் மதுவுக்கு தன் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு காலகட்டங்களில் தான் உணவுக்கு பதிலாக மதுவை சேகரித்து வைத்த ஒரு காலகட்டம் இங்க நம்ம வீட்டுல அரிசி பருப்பு நம்ம வாங்கி வைக்கிறோம் இறக்குனா இந்த வசனத்தை இறக்குறா மது சைதான நீங்கள் தவிர்ந்துக்கவேண்டு அல்ல வசனத்தை இறக்குனா இந்த ஆயத்து இறங்கினதுக்கு அப்புறம் மதீனா முழுக்க மது வெள்ள நினச்சுக்கடி என்ன மாறக்கூடாது அவர் சொல்லி நம்ம கேக்குறதா ஏன் இப்போ கணித்திற்குரியவர்களே மற்றவர்களுக்கு இடையூறு தரும் அளவிற்கு உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் அந்த சுதந்திரத்தை இஸ்லாமும் தரல்ல இந்திய அரசாங்கமும் உங்களுக்கு தரல உனக்கு மட்டும்தான் வைத்து வரக்கூடாது கிடையாது எல்லா அல்ல அமான தந்திருக்கிறா கொஞ்ச காலங்கள் கொடுத்து வச்சிருக்கா ஒரு அறுபத்தி மூணு வருஷம் எழுபது வருஷம் வச்சிருக்காட்டி கொடுத்தாலும் அப்படியே நீ அல்லாட்டை கொண்டு போய் கொடுக்கணும் ஏன் உடம்பு அல்ல நீ தான் எனக்கு தந்தன்ட்டு அல்ல அமான கொடுத்திருக்க அல்ல கண்டிப்பா கேட்பான் ஏன் திருந்தோட மாட்டிருக்கோம் அல்லாஹ் நிறைய முஸ்லீம்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்த உம்மத்து எப்படி அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அதே மாதிரி நீயும் ஈமான் கொல்லுப்பா நீங்க நம்ம சொல்றீங்களா அந்த காலத்துல ரசூல்ல வாழ்ந்தாங்க நம்ம வாழ முடியுமா நம்மளே வழிவகுத்து வச்சுக்கோம் அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு முன்னால் சென்ற உம்மர் ஈமான் நீங்க ஈமான் கொள்ளுங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க ரசுல்லா சொன்னதுக்கு அந்த மக்கள் சொன்னது தெரியுமா காலங்களை வைத்து இன்றைக்கு பாவத்திற்கு ரொம்ப வழிவகுக்கிறோம் நல்லது நீங்க உலகம் அழியிற வரையிலும் இஸ்லாம் சொன்ன சட்டங்கள் ஒரு காலமும் மாறவே மாறாது நம் வாழ்க்கை மாறலாம் நம் உடை மாறலாம் நம் பேச்சு மாறலாம் நம் உணவு பழக்க மாறலாம் நம் செயல்பாடுகள் மாறலாம் ஆனால் இஸ்லாம் குரானும் ஹதீசும் ஒரு காலமும் மாறவே மாறாது மாறவே மாறாது என்ன செய்யணும் திருந்ததுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முயற்சி பண்றோமா ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திரம் நம்ம நினைக்கிறோமா என்ன ஹராமிலே இருக்கின்றோமே பள்ளிவாசனுடைய தொடர்புகள் இல்லாமல் போன காலங்கள் போய் இன்னைக்கு அஜயத்து யாரா எதாவது அப்படின்னாச்சு ஓடிக்கிட்டு இருந்தவர் வேற என்ன சொல்றது ஆமா யாரு என்ன சொன்னாங்க என்ன செஞ்சிட முடியும் வந்துட்டீங்க மக்கள் யாரு நரம்புக்கு பின்னால் தான் இருக்கின்றான் அவன் பிடியில் இருந்து உங்களால் மீளவே முடியாது புரிஞ்சுங்க மாறுனதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க தமிழ்ல ஏதோ மேல ஏதோ பேயிலும் சொல்லுவாங்கல்ல தயிச்சு ஒரு நாள் கூட மனசுல நினைச்சிடாதீங்க இதுல இருந்து நம்ம மாறிட்டோம் சொன்னா யாராவது கேள்வி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அது வேற நிறைய ஊர்ல இருக்கு பாய் அது என்ன பழக்க வழக்கம் அந்த மூஞ்சி எல்லாம் எந்த மூஞ்சி நம்ம பார்க்கணும் ஒரு தப்பு தயவுண்டல் தூரம் இன்னைக்கு ஆபத்தின் பக்கம் திரும்பிட்டு இருக்கிறோம் உலகத்தில் இருந்து மறு உலகத்துக்கு திரும்பினார்கள் முன்னாடியே தெரியும் அதே போனாக்கள் தங்கள் வாழ்க்கை நல்லதில் இருந்து கெட்டதுக்கு மாறுகிறோம் என்று தெரிந்தே கூட அதில் அப்படியே நிரந்தரமாக இருக்கின்றோமே நிலைமை என்ன ஆகும் நிலைமை கொஞ்சம் யோசிக்கிறோமா நம்ம இந்த உடம்பு இந்த வீட்டில் ஒரு ஒரு மணி நேரம் நம்மளால வேலை பார்க்க முடியுதா முடியுதா பாய் முடியுதா முடியுது முடியல நம்ம கிடக்குது அதை செய்யுது இதை செய்யுது அப்படி தானே நாளைக்கு பாதையாக இருப்பவர்களுக்கு தலைப்பு ஒரு ஜாதா வித்தியாசம் தலைப்பு என்ன செய்வேன் எங்க ஓர்வ என்ன ஒ முடியாது குடும்பத்துக்கு பயன்படுத்த குடும்பத்துக்கு உழைச்சு என் அக்காத கட்சியை கட்டி கொடுத்தா இந்த நிலங்களுக்கு யாராவது குடும்பத்துக்கு பயன்படுத்த உன் சந்தோஷத்திற்காக நீ செய்யக்கூடிய அறாமுக்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே உன் வாலிபத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றாய் நாளை வறுமையில் முதல் கேள்வி அதுதான் வாலிபத்தை இப்படி கழிச்சு என்ன பதில் வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோம் சகோதரர்களை தயவு செஞ்சு திருந்துவதற்கு கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள் என்று நினைத்தால் யாரு வேணும் என்றாலும் எப்படி வேணும் என்றாலும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு நான் வருகின்றேன் உமரில்லாம் யாருமதி இல்லாம வெறும் எழுபது ஒத்தகத்திற்கு ஆசைப்பட்டு பெருமானார் சொல்லி வஸ்லம் அவர்களை கொள்ள வந்தவர்கள் அப்படிதான் பக்கத்தில் அவர்கள் மாற்று மலராக இருக்கும் பொழுதும் கோபம் கொண்டவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் அவர்களை போன்று யாராலும் கோபப்பட முடியாது அவங்களை மாதிரி ஒரு வீரர் அங்க மக்காவிலேயே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப போல்டான ஒரு ஆள் யாருங்க உமர்மதி இல்லாதவங்க ரசூல்லா முன்னாடி நிற்கிறதுக்கு சகாம்பாக்கல் பயந்த நேரத்துல கூட ரசூல்லா வாழ எடுத்து வெட்ட வந்த உமர்து இல்லாதவங்க ரசூல்ல்லா எப்படி மாத்துறாங்க தெருக்கல்ல போற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் உமரது இல்லாம சலா சொல்லுவாங்களாம் இஸ்லாத்தி வந்ததுக்கு அப்புறம் ஹம்சாரதி யாருங்க எப்ப பார்த்தாலும் பாலை வளர்த்து முழுமையாக மது அறிந்துவிட்டு சிங்கத்தை வேட்டையாடக்கூடியவர்கள் தான் அந்த சச்சா வேணும் அங்க வராங்க இங்கே தலகுடிய ரசூலா மாத்துறாங்களே சகாமாக்கள் மாறுகிறார்கள் மாற முடியாது என்றெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இதை செய்யாவிட்டால் எனக்கு இப்படி ஆயுள் போயிருந்து ஒன்று கிடையவே கிடையாது நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க மாறினால் எவனை கேலி பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் தயசு நினைக்காதீங்க கேலி பண்ணால் எத்தனை நாள் பண்ணுவான் நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாதம் அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறா நீங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க அப்படியாது முன்னாடி இந்த நோவருக்கு முன்னாடியாவது கொஞ்சம் பள்ளியாசல்ல ஒரு ஒரு செப்பு ஒன்றரை சப்புலாக இருந்துச்சு ரொம்ப மன வேதனை என்னன்னு சொன்னால் திரும்பவும் நம்ம ஜமாத்துக்கு போவார் ஒன்று டெய்லி ஜமாத்துக்கு நான் துணை மாவு நிர்வாகிகள் ஊர தொலைவரையக்கூடியவங்க எல்லாரும் வரணும் வந்துவங்க கையில காலில் விழுந்தாவது வாங்க பள்ளியாசனுக்கு வாங்கன்ட்டு உங்களை கூப்பிடணும் இல்லைன்னு இந்த ஜாக்கில் டிஏடிஜியில் வைக்கிற மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் தெருமுனை பிரச்சாரம்னு வைக்கணும் அதுக்கு ஒரு மைக்கரா வாங்கி செட் பண்ணி தெருமுனை பிரச்சாரம் ஏன்னா அந்த எல்லா பிரச்சனையும் விளையுது அங்கே எல்லா பாவங்களும் நடக்காது அதனால தான் அவங்க நல்லா விவரமா ஐடியாவோட வச்சிருக்காங்க தெருமுனை பிரச்சாரம் தமிழ் அந்த மாதிரி ஒரு தெருமுனை பிரச்சாரம் வைக்கணும் உண்மைய சொல்ல போனா வெள்ளிக்கிழமை சுகூர்லாம் மூன்று சப்பு நிக்கிறோம் பண்ணி வெறும் முக்காசப்புல நான் ஒரு நாள் வெளியே போயிட்டேன் துணை மாணி வெளியே பார்த்துட்டு இருக்காங்க காமசனை யாராவது ஆராய் என்ன புரியல என்ன எதிரில் இருக்கிறோம் எதிரி இருக்கிறோம் ஏதாவது நீங்க ஏதாவது சொல்றீங்களா இல்ல இல்ல எங்களுக்கு சூழ்நிலை இருக்காங்களா பண்ண முடியும் நீங்களும் அஜத்தை மட்டுமே நீங்க தொடர்ந்து அப்படின்னு வாரம் வாரம் நான் சொல்றேன் வேலைக்கு கூட யாரையும் கையை பிடிச்சி இழுக்கலங்க தொழில நிக்கிற யாரையா நம்ம என்னைக்கா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்கோமா சாயாத்தி நிற்கும் ஹோட்டல் வேலையை நிற்கும் போது நம்ம பள்ளியாசிலேயே கட்டிட வேலைக்கு நடக்கும்போது கூட தொலைவாங்க நம்ம யாரையும் கூப்பிடலாம் உங்க குழப்ப எடுத்து நம்ம தொழிலை கூப்பிடுறோம் இஷால எல்லாருமே ஊர்ல தான் இருக்கீங்க இங்க யாருமே பத்து மணிக்கு வரக்கூடிய ஆட்கள் ஊர்ல யாருமே கிடையாது அது குறிப்பாக வாரிபர்களே உங்களை நண்பர்களாக நினைச்சு சொல்றேன் தயவு செஞ்சு தொழில் நேரத்துல முக்கில நிக்காதீங்க எனக்கும் அஞ்சு பக்கத்துல சொல்லி சொல்லி வயிறு வலி வந்ததுதான் பிச்சம் பயசு நிக்காருங்க வாங்க சொல்லும் போது நான் வர வைக்கிறேன் அப்படியே அதே இடத்துல குத்துக்கல்லு மாறி நிக்கணும் எதிர்ப்பு நம்ம வாழ்க்கையை கொண்டு போறோம் தெரியல இது எல்லா ஊர்லயும் இருக்கு பயம் இது இங்கில எல்லா ஊர்களிலயும் இருக்கு எல்லா ஊர்களிலயும் இன்னைக்கு இதுதான் பயானாக பேசப்படுது காரணம் என்னன்னு சொன்னா பள்ளியாச முக்களை உக்காந்து இன்னைக்கு ஹராம் செய்யக்கூடிய ஊர்கள் நிறைய வந்து அந்த அளவுக்கு அல்லாவுடைய பயமற்று யாரும் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது ஜமாத்தே வந்து கேட்டால் நாங்கள் சட்ட ஜமாத்தே எங்களை எதுவும் செய்ய முடியாது இப்படியா இல்லைன்னு ஊர் மக்கள் சேர்ந்து நல்ல நிர்வாகிகள்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அப்பான ஒரு சட்டத்திட்டங்களை வகுங்க தொழில் நேரத்தில் கணிக்கக்கூடாது கடிக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது ஒரு சட்டத்திட்டங்களை வகுங்க இல்லையா எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் சொல்கிற விஷயம் இல்லா வரக்கூடிய காலங்களில் திருந்துவதற்கு முயற்சி பண்ணுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் திருந்ததற்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியாததுன்னா உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக நம்மளால திருந்த முடியும் நீங்கள் திருந்துறதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்படி விலகி வழி வியாபாரம் எடுத்து தொடங்க முடியலையே தொட போனால் நல்லா இருக்குமே நீங்க ஒரு நாள் நினச்சி பாருங்க பன்னெண்டு மணிக்கு முடிய வேண்டிய வியாபாரம் பதினொன்றரைக்கெல்லாம் முடிஞ்சுக்கணும் கண்டிப்பாக முடியும் சாதரம் ஆறரைக்கு முடிய வேண்டிய வியாவாரம் ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும் நம்மள்கிட்ட முயற்சி இல்லாதனால அதுக்கான வழிகள் அதெல்லாம் திறக்காமல் இன்னும் மூடிய வச்சுக்க முயற்சித்தால் கண்டிப்பாக வழிகள் திறக்கும் என்பதை உங்கள் கவனத்தில் கொண்டு வருவதோடு வரக்கூடிய காலகட்டங்களில் தொழுகையின் மூலமாக பள்ளிவாசலை நிரப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாத மனிதர் கூட்டுந்தல் முடிவானாக இருந்தாலும்